once once once more once more once more ஒரு பண்ணுமா அதுக்கு முன்னாடி subscribe ALL வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க முதல்ல மாஸ்டர் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரியேட் நியூன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு அதில் அஸ்பெக்ட் ரேஷியோவில் பதினாறு ஸ்டோர் ஒம்பதுன்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்டுருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் இமேஜ் இருக்கும் அதில் போயிட்டு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே இன்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதை அப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் வந்த பிறகு நீங்க வளர்ச்சியில் பாரு ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெம்லேட் மேலே ஒரு தூரம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நீ வளசுகிற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் க்ரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்னேபிள் இருக்கும் ஆன் பண்ணி வைங்க ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் க்ரீன் கலர் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு க்ரோமாக்கி பக்கத்தில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தேவையோ நீங்கள் நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணிணா அந்த அளவுக்கு செட் பண்ண அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு இடது சைடை பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு செண்டு பேக் கொடுத்தோம் ஓகே செண்டு பேக் கொடுத்திங்கன்னா இது உங்களுக்கு இது எப்படி செட் ஆயிரும் ஓகேங்களா செட் பிறகு நீங்கள் எப்படி லைட்டாக நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஜூ பண்ணி இறக்கி செட் பண்ணி வச்சிங்க செட் பண்ணிவிட்டு இது வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதிலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா இந்த இமேஜ் எடுத்த பிறகு அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்தளவுக்கு நீங்கள் இதில் ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா மறுபடியும் நீங்கள் எடுத்தது பக்கத்தில் த்ரீ டேட்டில் போய்ட்டு சென்டூ பேக் கொடுத்துங்க ஓகேங்களா சென்டூ பேக் கொடுத்து எந்தளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஜூம் பண்ணி செட் பண்ணி வைங்க செட் பண்ணிட்டு ஓகேங்களா இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு லைட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ணப்போம் அதில் ஒன்று இல்லை நான் டிஸ்கிரிப்ஷில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளசுறப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அந்த டெம்லேட் பண்ண ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்த்துறப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்ருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்காது நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு மேலே டிக்காக்சன் கொடுங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு டெஸ்ட் இமேஜும் நான் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அது நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுது இதே மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு இது எந்தளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் இப்படி ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஜூம் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுவீங்க எங்களா அப்படி தான் பார்க்குறதுக்கு செம சூப்பராகும் செட் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிணுவாங்க ஸ்டார்டிங் பண்ணி வந்த பிறகு இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சமான லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் எந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அதனுடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த லிரிக்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்காது செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக்காப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஸும் கொடுத்த பிறகு லைட்டை இது இப்படி மூவ் பண்ணுங்கள் மூவ் உங்களுக்கு அதில் லைன் வரும் லைன் தெரியுமா நீங்கள் அந்த லைன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எப்படி செட் பண்ணிவிங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆஃப்ஸும் கொடுத்தப்பகைன் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்படி ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு இப்ப மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிட்டு வாங்க ஸ்டார்டிங் பயன் வந்த பிறகு பைனலாம் நீங்க லேயர்ல போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அதை நீங்க எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்க அது மாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வலை செயல பாக்ஸ்மா இருக்காது நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்காது நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் டெப்லெட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்த்துல அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் ருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா அதில் ஸ்க்ரீன் ருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் இதை வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிகாப்ஷன் கொடுத்தீங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க நம்மளுக்கு தேவையான வீடியோ ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா பௌர்ணமி இது பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்குங்க இது நம்மளுக்கு செமையான ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் சைட்டஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கப்போகிறோம் அதுக்கு நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேலே பாருங்கள் வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி அது வந்து உங்களுக்கு டவுன்லோடு ஆப்ஷன் நீங்கள் அது கொடுத்துக்குங்க அது கொடுத்த பிறகு நீங்கள் இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்